வகப்பு படிக்கின்றி திருவலை மாவட்டம்மையா யாருக்கும் இப்போது நீரை வீணடிக்க கூடாது பஞ்ச பூதங்களில் ஒன்று நீராகும் விவசாயத்துக்கு வெற்றிப்படிகள் பெரு சொ நம்ீரை ஏறி குளம் கொட்டை ஆகியவற்றை சேமிக்க வேண்டும் நீர் இல்லாம உயிர் நகல் வாய்வதில்லை மழைநீர் தொட்டிய வைத்திருக்க வேண்டும் அவசியம் அவசியம் நீரின் மகத்துவத்தை உணர்த்துக்கிறது அவசியம் நன்றி வணக்கம்